வணக்கம் Signal Generator இந்த சார்டில் லைவாக நமக்கு Signal வந்து ஜென்ரேட் ஆகும் சிக்னல்னால் ஒன்றும் இல்லை கால்ஸ் தான் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கால்ஸ் வரும் டெய்லி நம்ம பேங்க் நிஃப்டி அப்புறம் கமாடிட்டியில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கு நம்ம ஏப்ரல் 20th ஒரு எக்ஸ்பைரி Day ஆக்சுவலி இந்த எக்ஸ்பைரி Dayல நமக்கு இப்ப ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு ஒன் ஓ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆகியிருக்கு செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணி செல்டட் ஃபார்ட்டி டூ டூ ஃபிஃப்ட்டி கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இதில் ஃபர்ஸ்ட் டார்ட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கு, செகண்ட் டாரட் 200 ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு இருக்கு, இருக்குது மேலே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுவே உங்களுக்கு ஒவ்வொரு 1 மினிட் கேன்லையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கட் கீழே இறங்குது அப்படின்னு இந்த சார்ட்டில் பிரேக் ஆச்சு அப்படின்னா செல் கால் அதே மேலே போனால் பைக் கால் அப்படின்னு சொல்லி வரும் கால் வரையில் இதே மாதிரி சிக்னல் இருக்கும் இப்போ செல் கால்னால் ரெட் கலர் சிக்னல் பைக் கால்னால் க்ரீன் சிக்னல் ஸோ ரெட்டாக க்ரீனான்னு மாற்றி மாற்றி signal வரும் அதை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் போடுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு Sell Call ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபார்ட்டி டூ டூ ஃபிஃப்டி ஃபோரில் ஜென்ரேட்டான கால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செவன் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படியே ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு ஒரு death market மாதிரி போச்சு பட் ஆஃப்டர் செவன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா டவுன் சைட் இறங்கி ஃபார்ட்டி டூ அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு வித்தின் டென் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஹண்ட்ரட் easy ஈஸியாக கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு நமக்கு ஜெனேட்டான செல் கார்ட் இப்படி தான் ஃபர்ஸ்ட் டார்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் message அனுப்புங்க detail நாங்கள் send பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் subscribe பண்ணிக்கோங்க Thank you